அவர்களுக்கு இளைஞர்கள் அரசு மருத்துவர்களின் மத்தியிலும் கணிசமான ஆதரவு உண்டு தமிழக அரசியல் வானிலை ஒரு விடிவெள்ளியாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இது ஒரு புறம் இருக்க அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதுமே தமிழக அரசு மருத்துவர்களின் பிரச்சனைகளின் பொழுது தோல் கொடுத்து நின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் வருடம் நடந்த வேலை நிறுத்தம் மற்றும் சாகுமறை உண்ணாவிரத போராட்டத்தில் கூட எப்படி இப்படி தமிழக முதல்வர் வந்தாரோ அப்படி வந்துட்டு போகல அண்ணன் சீமான் அவர்களுடைய உரை எழுச்சி மிக்க உரையாக இருந்தது அந்த உரையை நாங்கள் எப்போதும் மறக்க மாட்டோம் இப்பொழுது கூட அண்ணன் சீமான் அவர்களுக்கு நாங்கள் விடுக்கின்ற ஒரு ஹம்புள் ரெக்வஸ்ட் தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டிகளிலெல்லாம் அண்ணன் அவர்கள் பேசும் பொழுது எங்களுடைய பிரச்சனைகளையும் ஒரு இரண்டு அல்லது ஒரு மூன்று நிமிடம் ஒதுக்கி பேசுங்கள் பிரச்சனைகள் செட்டில் ஆகிவிடும் எப்பொழுது நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனைகளை கையில் எடுக்கிறதோ அப்பொழுதே இந்த பிரச்சனை தீர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் எனவே வருங்கால தமிழக முதல்வர் சீமான் அவர்களை மிகுந்த அடக்கத்தோடு இங்கு உரையாற்ற அழைக்கின்றோம் தலைவர் என்னுடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் மருத்துவர் பெருமாள் பிள்ளை அவர்களே எப்போதும் என்னுடைய பேரன்பிற்கினிய மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்களே நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிற மருத்துவ பெருமக்களே உங்கள் அனைவருக்குமே அன்பும் வணக்கம் பொதுவாக நம்ம கேட்கும்போது பேச பேசும்போது எல்லாரும் பார்க்கும்போது அவர் டாக்டரு அப்படின்னு அப்போது ஒரு பிரமித்திருக்கும் டாக்டர் ஆவது அப்படின்னு அப்போ அது கவர்மெண்ட் டாக்டரு அப்படின்னா அதுக்கு ஒரு தனிம அரசு அங்கே டாக்டரு அப்படின்னு அப்போது அந்த மருத்துவர்கள் வந்து வீதியில் நின்று போராடுகிற சூழலை உருவாக்கிடுச்சுன்னா இந்த அதிகாரங்களை நம்ம எப்படி பார்க்குறதுங்கிறது தான் ரொம்ப கொடுமையாக இருக்குது அரசே அரசு மருத்துவர்களை மதிக்கலை அப்படின்னா இது மதிக்காது இது மதிக்காது ஏன்னா ஐயா எம்ஜிஆருக்கு உடம்பு முடியல அவர் போய் அப்பல்லோவில் படுத்தார் அப்போ தான் ஒரு தனியார் மருத்துவமனை இருக்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சுது ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியல எம்ஜி ராமச்சந்திராவில் போய் படுத்தார் அப்போ தான் அந்த எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனை அதுக்கப்புறம் அவர் காவேரி அவங்களுக்கே மருத்துவமனை வந்துருச்சு அப்புறம் காவேரி மருத்துவமனையில் படுத்துக்கிட்டாரு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியல எழுபது நாள் அப்பல்ல நீங்கள் பார்த்தீங்க அப்பல்ல மருத்துவமனை கோயிலாக மாறி மருத்துவமனை வாசலில் யாகமெல்லாம் வளர்த்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தோம் ஆனால் இவர்களெலாம் அரசை நடத்துகிற அதிபர்கள் ஆனால் இவர்கள் அரசு மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது அதில் ஏன் போய் படுக்கலை அப்படின்னா இவர்களே அரசு மருத்துவமனையை மதிக்கலை அப்புறம் அரசு மருத்துவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும் இந்த கொரோனா நேரத்தில் இவர்களெல்லாம் கடவுள்கள் செவிலியர்களெல்லாம் தேவதைகளாக தெரிந்தார்கள் மக்களுக்கு நான் கூட ரெண்டு முறை அறிக்கை விட்டுருக்கேன் ரெண்டு முறை அறிக்கை விட்டுருக்கேன் எனக்கே வெக்கமாக இருக்கேன் ஒவ்வொரு முறையும் போராடும் போது டாக்டரோட ரவீந்திரநாத்தோட ஐயாவோட உட்காந்து நானும் போராடிருக்கேன் இந்த அவருந்தான் போராடி இருக்காரு அவர் படத்தில் இருக்கார் நான் பக்கத்தில் இருக்கேன் இதுதான் இது இது பிரச்சனை அதுதான் என்னுடைய சகோதரர் வசி சொல்கிறார்ல இது இது மாற மாட்டாங்க நம்ம மாறிக்கணும் மாற்றிடணும் நான் கேட்டேன் அண்ணனை போய் பார்க்க வேண்டியதான அமைச்சர் பல முறை பார்த்துட்டேன் ஒன்றும் பயனில்லைன்னு தார் டாக்டர் அதுக்கப்புறம் ஒன்றும் பேசி ஒன்றும் பயனில்லை நம்ம போராடணும் போராடாமல் இருந்துட்டோன்னு ஒரு ஒரு நெ பழிச்சொல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போராடுறோம் ஒரு டாக்டரு முழக்க மாட்டது பார்த்தீங்களா என்ன ஆவேசமாக முழக்க மாட்டாருன்னு இவரை வழியை வச்சுக்கிட்டு வ வலியின் மொழி தான் அந்த உறக்க வந்த குரல் இவர் என்ன என்னவா இது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்லாந்தில் வந்து மருத்துவர்களுக்கு தான் அதிக சம்பளம் மருத்துவம் ஐபிஎஸ்லாம் மருத்துவம் படிக்க தான் பிள்ளைகள் ஆர்வப்படுவாங்க ஏன்னா மருத்துவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் அந்த நாட்டில் இருக்கு வர்த்தக உலகம் ஆயிடுச்சு இது ஒரு சந்தை இந்தியா மிகப்பெரிய சந்தை ஏன்னா நூற்றி கோடி மக்கள் தொகை கொண்ட பெரிய சந்தை அதில் மருத்துவம் கல்வி சேவை என்பதை தாண்டி மிகப்பெரிய வர்த்தகம் ஒரு வியாபார பண்டம் என்று ஆய்விட்டதுனால அரசு மருத்துவர்களுக்கு கல்வி நீங்க பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி கல்லூரியில் அரசை நடத்துகிறவர்கள் பிள்ளைகள் எம்எல்ஏ எம்பி மாமன்ற உறுப்பினர் எவருடைய பிள்ளையும் படிக்கிறதில்லை குறிப்பாக அரசு பள்ளியில் வேலை செய்கிற அரசு கல்லூரியில் வேலை செய்கிற ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் கூட படிப்பதில்லை அவர் செய்தி படித்தேன் உங்களுக்கு சொல்கிறேன் ஆசிரியை தாமதமாக வர்றாங்க தலைமை ஆசிரியர் கேட்குறாரு ஏமா தாமதம் அவர் மொழியில் சொல்கிறேன் ஏமா லேட்டு பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் விட்டு வர நேரம் ஆயிடுச்சு இந்த அம்மா ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறாங்க அரசு பள்ளிக்கூடம் ஆனால் அங்கே அந்த அம்மா பிள்ளை படிக்கல அதான் இங்கே இருக்க சிக்கல் படிக்கல அம்மையார் ராசாத்தி அம்மா நம்ம அம்மா நான் மதிக்கிறேன் எம்எல்ஏ ரொம்ப அன்பு அவங்களுக்கு அவங்க மேலேயும் எனக்கு ரொம்ப அன்பு அவங்களுக்கு உடம்புல நீங்கள் ஜெர்மனி கழிச்சிட்டு போறீங்க எங்கே ஆத்தாலை பண்ணிக்க முடியலன்னு நான் எங்கே போகிறதுன்னு பாருங்க வசதி இருக்கிறவன் அம்மையார் சோனியா காந்திக்கு புற்றுநோயை வெளிநாட்டு கூட்டி போயிட்டீங்க யுவராஜ் சிங்குக்கு விளையாட்டு வீரர்களுக்கு புற்றுநோய் வெளிநாட்டு கூட்டி போயிட்டீங்க எங்களுக்கு புற்றுநோய் நேர பாட கட்டி அரசு மருத்துவர்களின் நிலை வீதியில் நின்றால் அரசு மருத்துவத்தின் தரம் எப்படி இருக்கும் நீ கற்பனை இந்த கோரிக்கையை பேச விடலாமா அரசு மருத்துவர்களை இவள் உட்கார விடலாமா அரசு பிரச்சாரம் சேர் வர மக்களின் விருப்பத்திற்கேற்ப அரசாட்சி செய்கிற ஆட்சி செய்கிற ஒரு அரசை மீறிவிட்டால் அதை மகிழ்ச்சிகரமான ஒன்று உண்டா நான் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் ஒன்றையும் சேர்த்து வைக்கவில்லை குடும்பத்திற்கானது என் பிள்ளைகளுக்கானதை மக்களின் அரசு தந்துவிடும் இந்த கோரிக்கையே ஒரு நாள் வச்சு போராடலாம் ரெண்டு நாள் வச்சு போராடலாம் ஆண்டுக்கணக்காக போராடுறதுங்கிறதா அவமானம் அவமானம் எல்லாம் திராவிட மாடலில் சேர்த்துக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து திராவிட மாடலில் வருது இதெல்லாம் என்னுடைய சகோதரர் வசி சொன்ன மாதிரி அரசு பள்ளியின் தரத்தை வந்து கெஜ்ரிவால் உயர்த்திட்டார் நான் பல முறை பேசியிருக்கேன் நட்சத்திர விடுதிகள் போல பள்ளிக்கூடங்களை மாற்றிட்டார் அவரே பெருமையாக பேசுகிறார் கல்வியின் தரத்தை நான் உயர்த்திட்டேன் ஒரு நாட்டில் முதல் வளம் வந்து நீர்வளம் நிலவளத்தை தாண்டி மனித வளம் மனித ஆற்றல் அதுக்கு முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் உயிர் வளம் அந்த உயிரை காக்கிற மருத்துவம் வருங்க புரட்சலன் செய்வர பெரிய செல்வந்தர் மகன் அர்ஜென்டினா மருத்துவ கல்வி படிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மோட்டர் சைக்கிள் ஏறி மருத்துவம் கிடைக்காத மக்களுக்கு போய் இலவச வைத்தியம் பார்த்து ஒரே வார்த்தை மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை முடிஞ்சு அவன் எந்த வேலை செய்யல காரணம் என்ன காரணம் என்ன என் கல்வி என் மக்களுக்கான சொன்ன இவங்க கல்வி என் மக்களுக்கு அனுகுண்டு சம்பளம் கொடுக்கல கொரோனா நேரத்தில் நாங்கள் வரலை எங்களுக்கும் கொரோனா படுத்துருந்தாங்க வச்சுக்கிறோங்க செத்தான் நாள் மொத்தம் சுடுகாடாயிருக்கும் இந்தியாவிலேயே கொரோனாவில் மருத்துவம் செஞ்சு கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்து போன மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இத்தனை தனியார் மருத்துவமனை இருக்குது கொரோனா நோயில் எத்தனை நோயாளிகளை சேர்த்துக்கிட்டது ஒருத்தனும் கேட்கல அரசு மருத்துவமனை அதெல்லாம் ஒரு மருத்துவரை வந்து அடக்கம் பண்ணதை நான் பார்த்தேன் ஒரு பெண் மருத்துவரை வலி அவ்வளோ எனக்கு மருத்துவம் செஞ்சு அன்னை தெரசாவுக்கு இணையான பெண்மகளாக நான் அவங்கள பார்த்தேன் இது வந்து அன்பு சகோதரர் பேசும்போது சொன்னாங்க அரசு மருத்துவர்கள்ட்ட கணிசமான பேர் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக நீங்கள் ஆதரவாக இருங்க இல்லாத போங்க ஆனால் நான் எப்போவும் உங்களுக்கு ஆதரவு காமிச்சிக்கணும் நான் எப்போவுமே ஓட்டுக்காக எதையும் செஞ்சதில்லை நான் உணர்வுக்காக உரிமைக்காக நிற்கிறவேன் நாட்டுக்காக நிற்கிறவேன் அரசு மருத்துவம் தர மாதிரி உலகத்தில் எல்லா நாடுகளையும் அரசு நடத்துற கல்வியோ போக்குவரத்தோ மருத்துவமோ எல்லாம் தரம்தரமற்றவர்கள் கையிலேயே பல ஆண்டுகளாக அதிகாரம் போயிட்டதுனால யார் பிள்ளைகளுக்கு ஆயிரம் ஆயிரம் கேட்டது அரசாணை முன்னூத்தி ஐம்பத்தி நாலு மடி பன்னிரெண்டு ஆண்டுகளில் ஊதியப்பட்ட நிலைமை தொண்ணூத்தி கோடி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ஆயிரம் ரூபாய் பிள்ளைகளுக்கு காசு நம்ம பெண் பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளை கல்லூரியில் படிக்க போகும்போது அங்க பத்து லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் கட்டிருக்கு அதை பேச இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு அவர்கள் உயர்கல்வி கற்றுக்கொள்ளலாம் நிறைய வேண்டியதை வாங்கி கொள்ளலாம் பைத்தியா ஒரு சிலிண்டரை ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் எந்த மருத்துவமனையில் சேர்த்து அப்பாங்க மனித ஆற்றலில் மிகச்சிறந்தது உலக உலகத்தில் அவசியமான ஆற்றல் மனித ஆற்றல் அதுக்கு பிறகு அறிவு அப்போ அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் இது இரண்டும் புதுமையாக இருக்கணும் எதுக்கு அரச நெருவுரை எனக்கு நானே மருத்துவமனை கட்டி வைத்தியம் பார்த்துக்க முடியாது எனக்கு நானே பள்ளிக்கூடம் கட்டி தனியாக முடியாது எனக்கு நானே ஒரு மின் உற்பத்தி வச்சுக்கிட்டு உற்பத்தி செஞ்சு பண்ண முடியும் இப்போ வந்துடுச்சு நானே வீட்டு மாடியில் சோலார் மின் பூங்கா நான் பண்ணிடலாம் மின்சார சோலார் மின் தகட பொதிச்சு பண்ணிக்கலாம் ஆனால் சாலையை நானே எனக்கு தேவையான சாலையை போட்டு பயணிக்க முடியாது அதுக்குத்தான் புதுமையாக ஒரு அரசை நிறுவனம் ஆனால் நீ வரி எடுத்துக்கிற மருத்துவத்துக்கு வரி எடுத்துக்கிற மின்சாரத்துக்கு வ மின் வரி எடுத்துக்கிற சாலை கூடுதல் பராமரித்தலுக்கு வரி எடுத்துக்கிற கல்விக்கு வரி எடுத்துக்கிற குடிநீருக்கு வரி எடுத்துக்கிற ஆனால் இது எல்லாவற்றையும் தனியார் முதலாளிக்கு விற்றுட்டு தரமான கல்வியாக அவன் டப்போ தரமான மருத்துவமாக தனியார் டப்போ எவன் தான் அரசு மருத்துவமனையில் வேலைவாக்க வருவான் இப்படி வீதியில் நிறுத்தினா எவன் நீட்டு நீட்டி என் பிள்ளை பாதிக்கு மேலே செத்து போச்சு படிக்கிறதுக்கு பயப்படுது நோயாளியை படுக்கையில் படுத்துருக்கும் போது எப்படி பேச வந்துடுமா டாக்டர் எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர் நான் குணமாயிருவேண்ணா டாக்டர் எனக்கு நல்லாயிருமா டாக்டர் ஆனால் இவங்கெல்லாம் முன்னாடி பேசும்போது போராடும் டாக்டர் தெரியும் ரவீந்திரநாத் ஐயாவுக்கு நான் போது எனக்கிட்டே அதுங்க வேலை இல்லாமல் எந்த ஒரு மருத்துவத்துறை போகாமல் மருத்துவ பணியை பார்க்காம வந்து ஸ்டைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் போய் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு பேசுன கூட்டம்லாம் இருக்கு அவெல்லாம் இருக்கு அந்த நாயெல்லாம் அப்புறம் கொரோனா வந்தபோது வேறு மாதிரி பேசுனா அத்தாடி அரசு மருத்துவர்கள்லாம் அது அது மாதிரி அது வைத்தவலியும் காய்ச்சலில் தனக்கு வந்தால் தான் தெரியுங்கிறான்ல அது மாதிரி வரணும் அப்படி நான் இவர்களை வந்து மருந்தளிப்பது டாக்டர் குணம் அளிப்பது கடவுள் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க எல்லா மருத்துவமனையிலையும் எனக்கு இவர்கள் தான் கடவுள் எனக்கு வேற எந்த பார்வையும் கிடையாது அதனால் நான் வந்து என்னுடைய அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவேன் சுகாதாரத்துறை அமைச்சரை நல்ல செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலாளர் தயவுசெய்து உங்கள் தம்பி இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் எதை நீங்கள் ஒளிபரப்பு இல்லையோ இதை ஒளிபரப்பி அவர் கொண்டு போங்க தயவு செய்து ஊடக நண்பர்கள் மருத்துவர்களுடைய கோரிக்கையை நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள் தயவு செய்து கவனத்தில் அவர்களை வீதியில் நிறுத்திட்டு நல்ல ஆட்சி கொடுக்குறோன்னு பேசாதீங்க தயவு செய்து பேசக்கூடாது பேசாதீங்க அவ்வளோ வழியாக இருக்குது இது ஒரு இது வந்து இது வந்து ஒரு தேச அவமானமாக நாங்கள் கருதுகிறேன் வந்து ஒரு இன அவமதிப்பாக நாங்கள் பண்ணக்கூடாது கற்றவர்கள் மக்களின் உயிர்காக்கிற மருத்துவ பெருமக்கள் ரொம்ப சின்ன கோரிக்கை எல்லாமே இதெல்லாம் நிறைவேற்ற முடியாத ஒன்றே கிடையாது இதை நிறைவேற்றி கொடுப்பதில் ஒரு சிரமம் இருக்க முடியாது என் சகோதரர் வசீகரன் சொன்னது மாதிரி நிறைவேற்றணும்னு நினச்சா ஒரு நொடி அது ஒருவேளை அரசு மருத்துவர்கள் ஓட்டெல்லாம் ரொம்ப கொஞ்சோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி நினச்சிரதையே அரசு மருத்துவர்கள் எண்ணிக்கையை பார்த்துருப்பீங்க ஆ இவ்வளவு வேணாம் இவன் போட்டால் போட்டும் போட வளம் போட்டோம் நமக்கு என்ன ஐநூறுரூவா கொடுத்து வாங்கினோம் இந்த வாட்டி அவர் ஆயிரத்தை கொடுத்துருவோம் இல்லை ரெண்டாயிரத்தை கொடுத்தா போட்டுற போடுறாங்கன்னு நினைக்கிதிங்க ஒரு அந்த காசையே உங்கள் மூஞ்சியில் தூக்கி போடுற காலமும் வரும் மக்கள் அழுத்தி மகத்தான மருத்துவ பணியை செய்கிற மாண்புமிக்க பெருமக்கள் மருத்துவர்கள் இந்த கோரிக்கையை நீண்ட காலமாக வச்சு போராடுறாங்க இன்றைக்கி இல்லை இந்த போராட்ட என் தம்பியெல்லாம் சொன்னாங்க அண்ணன் கூட்டமே இல்லை என்ன அப்படின்னா அவங்க கூட்டமாக இல்லை அவங்களுக்கு பின்னாடி என்னைய மாதிரி பல கூட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனத்தில் எடுத்துருங்க ரீந்திரநாத் உட்காந்துருக்காருனா அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்க பெருமாள் பிள்ளைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்க எங்களுக்கு பின்னாடி தமிழ்நாட்டிலும் இல்லை உலகம்பூரா ஒரு பெரிய கூட்டம் இருக்குது இதுக்கு தவணத்தில் வச்சுருக்கு இவங்க எல்லாம் பேசி நம்ம கேட்குறது நினைக்காதீங்க நான் வந்து ராஜராஜ சோழன் வந்து எங்கள் பாட்டேன் அவன் நினைவிடத்துக்கு போனேன் குடாளூருக்கு ஒரு ஒரு குச்சி நாலு குச்சியை ஒண்டி ஒரு ஒரு கூரை இருந்துச்சு ஒரு கூரை அது ஈத்து ஊற்று போச்சு அந்த கூரை சிவலிங்கம் தான் அவனுக்கு அடையாளம் அவன் சிவபக்தன் சைவ சமையக்காரன் இப்படி சாஞ்சி இருந்தது நிமுக்க கூட இல்லை பூசாரி இருந்தார் எங்கள் தாத்தா என் கையை பிடிச்சி விம்மி விம்மி அழுதார் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு ஏதாவது செய்யா உன் எதாவது செய்யிடா உன் பாட்டனுக்கு எதாவது செய்யும் நான் என்ன செய்ய அப்போ வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் அவருக்கு என் மேல் அன்பு அவர் மேலே எனக்கு அன்பு மதிப்போம் இங்க போய் சொல்லி அவற்றை ஏதாவது பண்ண சொல்கிறாரு என்ன பண்ண சொல்கிறாரு இவனுக்கு இதெல்லாம் தேவைப்படுது இப்படியே படுத்துருக்கிட்டோம் எத்தனை வருஷம் இருந்துட்டாலும் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே கிடந்துட்டான்ல நூறு அஞ்சு பத்து வருஷம் பொறுத்திருக்க சொல் பேரன் நான் வந்து கட்டுறேன் அவனுக்கு பெருசாமீர் அவங்க இவனுக்கு சமதி இருந்தால் செத்து நினைப்பாங்க இல்லைன்னா ரொம்ப நாள் வாழ்வோன்னு நினைப்பாங்க இரு நான் வந்து கட்டுறேன் கட்ட போறேன் வரமாட்டேன்னு நினைக்காதீங்க அதான் சொன்ன தனியா நின்று தனியா கெஜ்ரிவால் வரல கெஜ்ரிவால் தனியா நின்னு தான் இருந்தாரு நான் அது மாதிரி வருவேன் வந்தா இதெல்லாம் சரி பண்ணுவேன் நானே கூட்டு பேசுவேன் டாக்டர் இங்கே வாங்க டாக்டர் நம்ம ரொம்ப நாளும் போராட்டிருந்தோம்ல டாக்டர் பெருமாளையா கூட்டிகிட்டு வாங்க டாக்டர் அது என்ன டாக்டர்னா ரவீந்தர் நய்யா போடுவேன் இந்தா வாரேன் முந்தால் அந்த வந்து கொடுத்துருக்காரு இந்த என் தங்கச்சி உட்காந்துருக்கு இந்த விவேகானந்தர் அவருடைய குடும்பம் கொரோனாவில் இறந்து போனவர் இந்த மருத்துவரெல்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த குடும்பத்தின் கல்வித் தேதிக்கு ஏற்ப ஒரு அரசு வேலையை கொடுக்கணும் இது கொடுக்க முடியாத கோபமா பேசு சீமான கோபடாம ஒருத்தனு ஒரு தமிழன் தான கேள்வி எனக்கே வந்து உணர்ச்சிகளால் பூமி ஒன்றும் இல்லை மண் ஒன்று உணர்ச்சிகளால் மனிதன் ஒன்றும் உணர்ச்சிகளால் கீரப்பட்ட மனிதன் அதனாலதான் சத்தமா பேசுறேன் கோவமா பேசுறேன் கோபம் எனக்கானது அல்ல என் மண்ணுக்கானது என் மக்களுக்கானது என் மக்களின் உணர்வுக்கு உரிமைக்கானது ஒன்றுதான் இருக்கு மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கவனிக்கவில்லை என்றால் கையில் எடுக்கவில்லை என்றால் மக்கள் அதிகாரத்தை கையில் எடுக்கணும் அது தவிர கிடையாது ஒரே வாரத்தில் முடிச்சுட்டான் புரட்சியாளர் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அதை அடைவதற்கு இது இந்த போராட்டம் இல்லைன்னா அதிகாரத்தை அடைய அடுத்த போராட்டம் அதை செய்யணும் அது கவனத்தில் எடுக்கணும் குறிப்பாக இந்த போராட்டத்தின் நோக்கம் நான் வந்தது எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப அன்பாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் எங்கள் அண்ணனுக்கு நான் சொல்கிறது இந்த மருத்துவரின் கோரிக்கையை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து சரிசெய்ய பாருங்கள் நீண்ட காலமாக போராடுறேங்க உண்மையிலே இது நான் அவமானமாக கருதுக்கேன் இவ்வளோ தூரம் அவர்களை வீதியில் நிற்க வச்சு இது வந்து சரியில்லை சரியில்லை கவனத்தில் எடுங்க தயவு செய்து சரி பண்ணி கொடுங்க சரி பண்ணி கொடுங்க மருத்துவர் விவேகானந்தர் குடும்பத்துக்கு ஏதாவது அரசு வேலை கொடுங்க நான் தங்கச்சி உட்காந்துருக்காங்க பார்க்கும்போதே பாவமாக இருக்குது ஏதாவது செய்ங்க இது அன்பாக நான் என்னுடைய அண்ணன் மருத்துவத்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நான் இதை கோரிக்காக வைக்கிறேன் தம்பி நிறைய கோரிக்கையில் வச்சுருக்கேன் அதையெல்லாம் நீங்கள் செஞ்சிருக்கீங்க கலந்தாய்வில் நடந்த நடந்த முறைகேடுகளில் அரசு மருத்துவர்களை அவமதித்தது வந்து அவர்களுக்கு நீதி வேணுங்கிறதான் கோரிக்கை இதை வந்து ரொம்ப சின்னதாக நாளே குறைக்கதான் நாளாக மூணு தான் இந்த கோரிக்கைகளை தயவு செய்து தலையிட்டு என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் மதிப்பிற்குரிய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் தீர்வு காண வேண்டும் என்று உங்கள் தம்பி அன்போடு வேண்டுகிறேன் அரசியலில் வெவ்வேறு தளத்தில் வெவ்வேறு களத்தில் நம்ம நின்றாலும் உங்கள் மீது நான் வைத்திருக்கிற அன்பும் மதிப்பும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என் மேலே வைச்சிருக்கிற அன்பும் பாசமும் எனக்கு தெரியும் பல வேலைகளில் நான் வந்து கோரிக்கைகளை வச்சபோது அதை நீங்கள் நிறைவேற்றிக்கிறீங்க அதே அன்போடும் உரிமையோடும் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் தயவு செய்து இதை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கள் என்று அன்பாக வேண்டுகிறேன் இந்த மருத்துவ பெருமக்களினுடைய சார்பாக நான் இதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாலை வனத்தில் சிக்கவனுக்கு வீசுகின்ற தென்றலாக பசித்தவனுக்கு கிடைத்த அமுதாக பல கஷ்டங்களுக்கு இடையிலே போராடிக்கொண்டிருக்கின்ற எங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்களின் உரை ஆறுதலாகவும் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையாகவும் அமைந்தது அண்ணன் சீமான் அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த நாம் தமிழர் இயக்கத்திற்கும் பல கோடி நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம் நன்றி சரி ஐயா எங்கிட்டு வாங்க அப்படி ஆ சரி ஆ தங்கச்சி மறையில இதுவா கேளுங்க சரியா உயிரை காக்குகிற உன்னத பணியை செய்யக்கூடிய மருத்துவ பெருமக்கள் அது அரசு மருத்துவ பெருமக்கள் மிக நியாயமான கோரிக்கையை முன்வைச்சு மிக குறைஞ்சபட்சம் மூணு மூணு கோரிக்கை தான் அதை வைத்து பல ஆண்டுகளாக போராடுறாங்க பல ஆண்டுகளாக இது இதுவே நானே பங்கேற்கிறது பல முறை போராட்டத்தில் பட்டினி போராட்டத்தில் பங்கேற்றேன் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்திலையும் பங்கேற்றேன் இப்போ இந்த போராட்டத்திலையும் பங்கேற்கிறேன் அப்படின்னா இதை நானே நான் பெருமையாக சொல்ல வெக்கப்படுறேன் அசிங்கப்படுறேன் அரசு மருத்துவர்களுக்கு இந்த நிலைமைன்னா அப்போ அரசு மருத்துவத்தினுடைய மருத்துவமனையினுடைய தரத்தை நீங்கள் அவங்க ஒன்றும் கேட்கல அந்த ஊதியப்பட்டை நான்கை வந்து வழங்குங்கிற பன்னெண்டு ஆண்டுகள் இது அதுக்கப்புறம் இந்த மருத்துவ கலந்தாய்வில் நடந்தது அதுக்கு ஒரு நீதி வேணுங்கிறாங்க ரொம்ப சொற்ப கோரிக்கை அதே மாதிரி கொரோனா நோயால் இறந்து போன மருத்துவர் விவேகானந்தருடைய குடும்பத்துக்கு அவர் குடும்பத்தினருடைய கல்வித்தகுதிக்கு ஏற்ப ஏதாவது அரசு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க ரொம்ப ரொம்பது மருத்துவர் எங்கரு அதுவும் கலந்திரியின் அரசாங்கம் இருந்து கொஞ்சம் எது போட மாட்டாங்க இப்போ வந்து எங்கள் மருத்துவர் இருக்காங்க ரவீந்திரநாத் ஐயா உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ ம மண்ணின் மக்களின் மீது அக்கறையோடு இருக்கணும் பல முறை இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டாங்க அது ஐயா பெருமாள் பிள்ளை இப்போ நானும் என்னுடைய சகோதரர் வசியும் வந்து இதில் பங்கேற்கிறோம் இது உண்மையிலே கொஞ்சம் வழியாக தான் இருக்குது எத்தனை காலத்துக்கு இந்த போராட்டம் மறுபடியும் தொடரக்கூடாது தான் நான் மருத்துவத்துறை அமைச்சர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் ஒரு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வைக்க நான் என்னை தயவு செய்து இதை தலையிட்டு கொஞ்சம் தீர்த்து விட்டுருங்க இது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது சங்கம் பலவாக இருக்குது அப்படிலாம் பேசக்கூடாதுந்தா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க சங்கம் என்னவாகவும் இருக்கட்டும் எத்தனையாக இருக்கட்டும் கோரிக்கை சரியாக இருக்கா இல்லையா முன்வைக்கிற பிரச்சனை முன்வைக்கிற கோரிக்கை ஒன்றாகத்தான் இருக்குது எல்லா எத்தனை சங்கமாக இருந்தாலும் அந்த சங்கம் முன்வைத்துக்கூடிய முன்வைத்து போராடக்கூடிய கோரிக்கை போராட்டம் ஒரே நோக்கத்துக்காக தான் இருக்குது அப்போ அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணுன்னு நான் அன்பா வேண்டி கேட்டுக்கிறேன் அதுதான் இது இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் மருத்துவர்களை தயவு செய்து ஆசிரியர் பெருந்தகைகளை அறிவை வளர்க்குற ஆசிரிய பெருமக்களை உயிர்காக்கிற மருத்துவ பெருமக்களை வீதியில் நிற்க விட்டுறாதீங்க தயவு செய்து உங்களை மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கிறேன் தலையிட்டு தயவு செய்து இதை மதித்து அவங்கள கூப்பிட்டு பேசி தீர்வுகானுங்கிறது இந்த செவியின் மூலமாக நான் இந்த பேட்டின் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் வேற எதாவது அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இவங்களுடைய கோரிக்கைக்கு ஒரு இருபது பேருடைய மருத்துவர்களுடைய பட்டியலை கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து கட்டாயம் பணிமாறுதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் மற்ற மருத்துவர்களும் அவர்களை தொடர்ந்து இதே மாதிரியான கோரிக்கைகளை சங்கங்கள் கொண்டு வருவாங்கன்னு ஒரு புகார் வைக்கிறாரு இல்லை இதில் வந்து தம்பி தங்கச்சி ஸ்ரீமதி இறந்து போனதுக்கு ஒரு மாணவி இறந்ததுக்கு இப்படி மற்ற மாணவர்களை நீங்கள் பற்றி சிந்திக்கலு ஒரு உயிர்னாலும் உயிர் தானே இன்னைக்கு இருபது பேர்னாலும் இருபது பேருக்கு உணர்வு இருக்குது குடும்பம் இருக்குது எல்லாம் இருக்குது இல்லை அவர்களும் இருபது பேரும் சிறந்த கல்வியாளர்கள் மருத்துவர்கள் அவர்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல ஒவ்வொரு மனிதனுக்குமான சுதந்திரம்தான் சுதந்திரம் அப்போ அப்படி பேசக்கூடாது இவர் ஒருத்தர் பேசி என்னங்க அப்படின்னு இந்த உலகத்தில் எந்த தத்துவம் எந்த இதிகாசம் எந்த புராணமும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைக்க முடியாது ஏன்னா உலகத்திற்கு எல்லாமே தனி ஒரு மனிதனாலு சொல்லப்பட்டதான் அப்படி தான் மகாட்சியம் அப்படி தான் லெலினியம் அப்படி தான் அம்பேத்கர் இஷம் அப்படி தான் பெரியார் இஷம் எல்லாமே இது தனி மனிதன் கருத்துன்னு தள்ளிட முடியாது அது இருபது பேருடைய தேவைன்னு நீங்கள் நினச்சி தள்ளக்கூடாதுங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை இருபது பேர்னால இருபது பேர் இருபது பேர் இருபது பேர் கோரிக்கை அதை நிறைவேற்றணும் அப்படி பேசக்கூடாது வழித்துவங்க பார்த்த மருத்துவமனையின் மருத்துவத்தின் அப்புறம் நீங்க இங்க இருங்க இருங்க என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா எங்க ஐயா த பாண்டியன் அரசு மருத்துவமனையில தான் படுத்திருந்தாரு நான் அங்கதான் போய் பார்த்தேன் எங்க ஐயா இனி கே கேர்பா மருதுர்களே நீங்க அது ஒரு நீங்க நீங்க அப்படி சொல்லாதீங்க இங்க பாருங்க தங்கச்சி அப்படியே புடி சீட் பண்ணீங்க தங்கச்சி அப்படி சொல்லாதீங்க சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க சிறப்பாகவனிப்பங்க அதெல்லாம் சொல்லாதீங்க நீங்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து 5 மாடலுக்கு தடை கொடுத்துட்டாங்க தொடர்ந்து 8 மாடில இருந்து வந்து ரைட்ல அத பத்தி உங்களுக்கு கருத்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மீது விதிக்கப்பட்ட தடை அது ஒரு சமூக இயக்கம் அது வந்து ஒரு ஜனநாயக இயக்கம் அந்த தடையை நீக்கணும் ஆர்எஸ்எஸ்ஸை உடனடியாக தடை இந்த நாட்டில் தடை செய்யப்பட வேண்டிய ஒரே இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் தான் அது வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வந்துட்டதுனால இந்த ஆட்டத்தோல் அக்டோபர் ரெண்டாம் தேதி பேரணி அந்த போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் இப்படி பொதுவெளியில எங்கள் அண்ணன் கூப்பிட்டுருக்காரு அழைச்சி பேசி வான்னு கூட்டா போவேன் நோக்கம் ஒன்றா இருக்குல்ல எனக்கும் அவருக்கும் வெவ்வேறு தளத்தில் நாங்கள் இருந்தாலும் எனக்கு நோக்கம் ஒன்றா இருக்குது அதில் வாய்ப்பு இருக்குது பங்கேற்பேன் மருந்து தட்டுப்பாடு இல்லைன்னு அமைச்சர் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் மேடையில் பேசும்போதெல்லாம் மருந்து தட்டுப்பாடு எக்மூரில் இருக்கெல்லாம் சொல்லிடுங்க ஒரு முரணாக இருக்குது நான் உண்மையை சொல்கிறேன் எங்கள் அண்ணன் அதிகாரத்தில் இருக்கும்போது ஆமாம் எங்கள் ஆட்சியில் மருந்து தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் மோடி சொல்வாரா ஆமாம் நான் எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லுவாரா அது மாதிரி அவர் எப்படி ஒத்துக்க மாட்டார் அதிகாரத்துக்கு போகும்போது எங்கள் ஆட்சி சிறப்பாக இருக்குது நீங்கள் பாருங்கள் மருத்துவர்கள் போராடுறாங்க அஞ்சல் ஊழியர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க மாணவர்கள் போராடுறாங்க மீனவர்கள் போராடுறாங்க ஆனாலும் அதிகாரத்தில் நான் சிறப்பான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தான் கேட்குது இல்லை மருத்துவர்களை உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறதா சிறப்பான ஆட்சி அப்புறம் நீங்கள் அவர் அப்படி சொல்கிறாரே அவர் அப்படி சொல்லணும் தங்கச்சி கவனி டாக்டர் வாழ்த்துக்கள் தான்